எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எவ்வளோ வயசானாலும் என்னால் காமத்தை மட்டும் கடக்க முடியலையங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்பேற்பட்ட உயர்ந்த நிலை ஞானிகளுக்கே உயர்ந்த நிலை தவம் செய்தவர்களுக்கே அந்த காமம் என்பது நிச்சயமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும் நிறையா அந்த துறவரம் போகிறேன்ட்டு போகிறவங்க எல்லாத்தையும் ஒரு வேகத்தில் வேகமாக திறந்துட்டு போகிறேன்னுட்டு போயிட்டு அப்புறம் அங்கே போய் கொண்டு வந்து எதுக்கிட்டா அந்த வேலையை ஒவ்வொரு டச்சும் ஒவ்வொரு உணர்வும் உங்களோட சென்சுவல் பிளஷஸ் எல்லாத்தையும் நீங்கள் டீப்பாக கவனிக்கும்போது ஓம் சாயிரம் விஷ்ணு நான் ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபைவ் மினிட்ஸ் தான் மெடிடேஷன் பண்ணேன் அவங்ககிட்ட கேட்டேன் இந்த மாதிரி வயிறு வழி சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு கூட முடியல படுத்துன்னு தான் நான் வந்து மெடிடேஷன் பண்ணேன் அவ்வளோ பெயின் இந்த பெயின் வந்து ஒரு ஆக்சுவலாக டாக்டராலே வந்துட்டு இதுக்கு வந்து தீர்வே கண்டுபிடிக்க முடியல அவங்களுக்கே வந்துட்டு என்ன ஸ்கேம் எடுத்து பார்த்தாலும் ஒன்றும் இல்லை அப்படின் சொன்னாங்க ரெண்டு வருஷமாக இருக்குது ரெண்டரை வருஷமாக இருக்கும் நான் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் ஃபஸ்ட் இயர்லேருந்தே எனக்கு இந்த வயிறு வலி இருந்துட்டுருக்கு எப்படின்னா பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு டூ வீக்ஸ்லேயோ இல்லை ஒரு த்ரீ டேஸ்லேயோ பீரியட்ஸ் கரெக்டாக முடியுமே பயங்கரமாக வயிறு இந்த வயிறு வந்துட்டு சிக்ஸ் ஹார்ஸ் செவன் ஹார்ஸ் அப்படியே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் சரியே ஆகாது ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் ஹார்ஸ் வந்து கம்மியாக லைட் லைட்டாக வலிக்கும் விட்டு விட்டு வலிக்கும் ஃபைவ் மினிட்ஸ் வலிக்கும் அப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் வலிக்காது அதுக்கப்புறம் லாஸ்ட்டு டூ ஹவர்ஸ் தான் வாமிட் வரும் அந்த வாமிட் எடுத்தோடனே தான் சரியாகும் டோட்டலாக செவன் ஹவர்ஸ் பெயின் இருந்துகிட்டே இருக்கும் டாக்டரே வந்துட்டு என்னென்னே அவங்களுக்கே தெரில இப்போ டேப்லெட் கொடுப்பாங்க ஆனால் சரியே ஆகாது அண்ணாக்கிட்ட நான் லாஸ்ட்டு ஜூன்லேயே டீக்ஷை வாங்கிட்டேன் ஆன்லைன் தான் வாங்கினேன் அப்போ அண்ணா வந்து ப்ளெஸ் பண்ணி தான் அனுப்புனாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பயிற்சி பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பண்ணுறதில் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இங்கே ஹாஸ்டலில் நான் ஹாஸ்டல்லில் ஸ்டே பண்ணியிருக்கேன் இங்கே கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கவங்க சரி இல்லை ரூமேட் சரி இல்லைன்னு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அண்ணாக்கு தெரியும் அண்ணாக்கிட்ட சொல்லியிருக்கேன் இப்போ ரொம்ப வயிறு வலி தாங்க முடியலேன்னு சொல்லிவிட்டு என்னால் என்னிக்க கூட முடியல படுத்துகிட்டே தான் நான் வந்து அண்ணாக்கிட்ட ப்ரே பண்ணேன் இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணேன் அண்ணாவை நினச்சி பேசிகிட்டே இருந்தேன் அண்ணா கிட்டே பத்து நிமிஷம் மெடிடேஷனில் பேசினேன் பேசிகிட்டே இருக்கும்போது வழி எங்கே போச்சுன்னே தெரியல காணாமலே போய்ட்டு இது இப்படி சா இப்படி ஆனதே இல்லை முன்னாடி கண்டிப்பாக செவன் ஹார்ஸ் இருக்கும் செவன் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சரியாகும் ஆனால் அது வந்து எடுத்தடுப்புலேயே சாத்திகளையும் சரி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நான் கரெக்டாக அண்ணாக்கிட்ட மெடிடேஷன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் அது மாதிரி நான் வந்துட்டு நன்றி சொல்றேன் மாறி என்ன கிட்ட சொல்றேன் மெசேஜ் பண்ணுவேன் கண்டிப்பா உங்களுக்கு நன்றி தெரிவிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால இப்போ சரியாயிட்டு ஃபைவ் மினிட்ஸ் தான் சரியாயிட்டு உடனே அழுகையா வந்தது சரி மெசேஜ் பண்றேன் ரொம்ப நன்றி ஓம் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு வயசானாலும் காமத்தை மட்டும் கடக்க முடியலங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அதாவது காமத்தை வந்து கடப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது இச்சாசக்தி அல்லது மாயாசக்தி என்பது உங்களை எந்த சூழ்நிலையில ஆட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் நீங்கள் காமத்தை கடக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக காமத்தை நீங்கள் உணரணும் காமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சிக்கிட்டீங்க புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை அலட்சியப்படுத்தி கடந்து போக முடியும் அது கூட சண்டை போடும் போது ஜெயிக்க முடியாது அதை புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கும் அதை ஈஸியாக நீங்கள் கடந்து சொல்லலாம் இது எப்படி சொல்லி புரிய வைக்கலாம் உங்களுக்கு அப்படின்னா எப்பேற்பட்ட உயர்ந்த நிலை ஞானிகளுக்கே உயர்ந்த நிலை தவம் செய்தவர்களுக்கே அந்த காமம் என்பது நிச்சயமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது விஸ்வாமித்திரர் வந்து தவம் பண்ணாரு தவம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான பெண் தோன்றி அவருடைய தவத்தை கலைத்ததாக சொல்றாங்க அப்பேற்பட்ட உயர்ந்த நிலை தவயோகிக்க அது நடக்கும்போது நம்மளாம் எந்த மூலிக்கும் அப்படி கிடையாது அப்ப என்னன்னா காமத்தை முதல்ல அனுபவிச்சு கடக்கணும் அப்படின்ற தன்மைக்கு வரணும் காமத்தை அனுபவிச்சு கடந்து அடுத்த நிலைக்கு நான் போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்து முதல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காமத்தை அனுபவிக்கும் போதே ஃபுல் அவேர்னஸ் ஸ்டேட்ல அதை அனுபவிக்கணும் ஒவ்வொரு டச்சும் ஒவ்வொரு உணர்வும் உங்களோட சென்சுவல் பிளஷர்ஸ் எல்லாத்தையும் நீங்க டீப்பாக கவனிக்கும் போது உங்களை அது அதிலிருந்து விடுவிக்கும் நான் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் கவனம் இல்லாம சிக்கிப்பீங்க கான்சியஸ்னஸோட அவேர்னஸோட கவனத்தோட அதை அனுபவிக்கும் அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் காமம்னா என்னன்னே தெரியாம அனுபவிக்க முடியாம பொய் சொல்லிட்டு நீங்க அதிலிருந்து வெளியே வர முடியாது இதை எப்படி தெருவில் ஒரு சொல்றாருன்னா தன்னஞ்சறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சிய தன்னை என்ன உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் துரோகம் செய்யாமல் உங்களது மனசாட்சிக்கு நீங்கள் பொய் சொல்லாமல் நீங்கள் உங்கள் மனசுக்கு எது தேவைப்படுகிறதோ அது எதை விரும்புகிறதோ ஆரம்ப காலகட்டத்தில் அதை கொடுத்து அதை அனுபவிக்க விடணும் அது பிரியாணியா இருந்தாலும் சரி சாப்பாடா இருந்தாலும் சரி தோசையா இருந்தாலும் சரி இட்லியா இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி ஆண் இருந்தாலும் சரி அப்ப நீங்க அதை அனுபவித்து வரும்போது ஃபுல் அவேர்னஸ் போக்கஸோட அனுபவிக்கும் போது அதிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும் சோ நிறைய இந்த துறவரம் பொறன்ட்டு போறவங்க எல்லாதிய ஒரு வேகத்தில் வேகமாக திறந்துட்டு போகிறேன்ட்டு போயிட்டு அப்புறம் அங்கே போய் வேண்டி எதுக்குதான் இந்த வேலையை போனோம் அப்படின்னு சோகமாயிட்டு மறுபடியும் வந்தவங்களெல்லாம் நான் நிறைய பார்க்கறேன் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதனால ஒரு வீராப்புக்கு வெட்டி வீராப்புக்கு பில்டப் பண்ணிட்டோம் நம்ம ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்னு சொல்லி போகாமல் முதல்ல அனுபவித்து அதை கடந்து விடுங்கள் அனுபவித்து அவேர்னஸோடு கிடக்கும் போது மட்டும்தான் காமத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படி இல்லாட்டினா அதுலேருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பே கிடையாது நன்றி வணக்கம்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 பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரும்னு சொல்லி அவங்களும் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அஹ் கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கோம் ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல ஃபவுண்டேஷனுக்கு நண்படியாக நீங்க அனுப்பும் போது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எவ்வளவுதான் பண்ணணும் நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் இன்னும் பல உயிர்கள்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 அடுத்த கட்டம் மளுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்